ஏடி ட்ரம்மு என்னடி இன்னைக்கு டிவியில் நமக்கு பிடிச்ச பாட்டாவே போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆமாண்டிய குச்சி இன்னைக்கு ஃபுல்லாக சூப்பர் பாட்டா போடுவாங்க போல இருக்கு இன்னைக்கு இந்த இடத்த விட்டு நம்ம நகரவே கூடாது ஏட்டி என்னடி அப்ப பார்த்தாலும் பாட்டு பாட்டுன்னு பாட்டையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நாட்டு நடப்பு என்னன்னே தெரிஞ்சுக்க முடியல டி உங்களால் நியூஸை வைங்க டி சத்தா ஏம் அப்போ வாங்கிட்டு எங்களுக்கு பிடிச்ச பாட்டா இன்னைக்கு போட்டுக்கிட்டு இருக்கான் இன்னைக்கு எந்த இதுவும் நீ பார்க்க முடியாது கொஞ்ச நான் வணக்கம் முக்கிய சில மர்ம நபர்களால் திருடப்பட்டு விட்டதால் பொதுமக்கள் அனைவரும் குற்றவாளிகள் பிடிபடும் வரை தங்கள் செல்போன்களின் தகவல்களை பாதுகாத்து கொள்ளும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறது இந்த சாப்ட்வேர் மூலம் உங்கள் இன்டர்நெட் ஆன் செய்து இருக்கும் பட்சத்தில் அறிமுகம் இல்லாத நபர்களால் அனுப்பப்படும் புகைப்படம் அல்லது காணொளியில் உள்ள கோடு மூலமாக உங்கள் தகவல்கள் திருடப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. ஏடி என்னடி న్యూస్ல இப்படி பயமுறுத்துறாங்க நம்ம அனுமதிய இல்லாம நம்ம phoneல உள்ள தகவலை எல்லாம் எடுத்துருவாங்களா என்னன்னு தெரியல ஏமா இன்னும் கொரோனா பயம் கூட நம்ம முடியல அதுக்குள்ள அடுத்த பயமா அவனால திருடவே முடியாது ஒன்ற மாதிரி நெட்டு ஆப்ஷன் இல்லாத ஃபோனை யூஸ் பண்ணுறவங்களோட யாரோட தகவலையும் அவங்க எடுக்க முடியாது சரி டி சரி டி செத்த நமக்கு இந்த ஃபோனே போதும் டி கடைசி வரைக்கா ஹலோ ஆ சொல்லுட்டி ஆ இப்போதாண்டி நியூஸ் பார்த்தோம் பயங்கர ஷாக்கு டி அப்படியாடி சரி டி சரி டி அலர்ட்டாக நீ அலர்ட்டாக ரெடி சரி டி வச்சிடவா யார்டி ஃபோனில் என் ஃப்ரெண்டு டேவிடாமா ஃபோன் பண்ணியிருந்தா அவ்வளோ இப்போ தான் நியூஸ் பார்த்தாலாம் அதனால் நம்மள்கிட்ட சொல்கிறதுக்காக ஃபோன் பண்ணியிருந்தாள் அவங்க அனுப்புகிற தகவல் என்ன அப்படின்னா ஃபோட்டோ இல்லைனா வீடியோ அனுப்புவாங்களாமா அதில் வந்து கோடு மூலமாக சாஃப்ட்வேரை நம்ம செல்லில் இறக்கிடுவாங்களாம் இறக்கிட்டு நம்ம செல்லில் உள்ள கேமராவை அவங்க ஆன் பண்ணி பார்க்கலாமா என்ன விஷயம் வந்துட்டிங்களா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா நெட் யூஸ் பண்ற எல்லாரும் போன்லையும் ஏதோ ஒரு சாஃப்ட்வேரை அனுப்பி நம்ம போன்ல உள்ள தகவலை எல்லாம் திருடுறாங்களாங்க ஒட்டி கேட்கறாங்களா நம்ம பேசுறதெல்லாம் என்ன டீ எப்படி முடியும் ஆமாப்பா நம்ம ஃபோனுக்கு போட்டோ இல்லைன்னா வீடியோ அனுப்பி அது மூலமா சாஃப்ட்வேரை நம்ம போனுக்கு கொண்டு வந்துருவாங்களா என்ன தகவலான எடுத்துங்கடா உன்னத்துக்கும் பிரயோஜனம் இல்ல ஆனா என் பொண்டா டிகில இந்த சாப்ட்வேர் கிடைக்காம இருக்கணும் அதுதான் எனக்கு கவலை என்ன பிரச்சனை கைட்டிங்க எங்களுக்கும் ஃபர்ஸ்ட் கேட்டேனா அப்பறம் வந்துச்சு அதுக்கு அப்புறம் நார்மல் ஆயிட்டோம் என்ன என்ன கொடுமையா சந்திக்க வேண்டியிருக்கோ சரிடி வாங்க சாப்பிடு மரட்டி பக்கறீங்களா மரட்டி நான் யாருன்னுன்னே தெரியல இந்த சின்ன பुनுகிட்டயே மரட்டி பக்கறாங்க வாசன பண்ண யாரை வரும்போதே திட்டிட்டே வர பின்னாக்க செத்தமுந்தி ஒரு போன் வந்துச்சுか அதுதான் எனக்கும் தெரியலக்கா நானே உடம்பு முடியாம இருந்து என்ன ஒத்துக்கலன்னு தெரியலக்கா காலையில காலையிலே கரியா கிடக்கிறேன் அருக்கு புரிஞ்சு பாசி என்னடி புரிஞ்சிடுதே சின்னப்ண்ணக்கா கால் வரத்துக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க இது என்ன அஞ்சலி கேள்வி வயிறு சரியில்லன்னு டாய்லெட்ல கெடையா கிடந்த அஞ்சலி நீ அம்மா இந்த நாத்துல போய் சின்னப்ண்ணக்கா போன் ஹாக் செஞ்சு ஒட்டிเกட்றகாங்கம்மா அதோட விலைவு தான் இது எப்படி சொல்றீங்க என்னம்மா கூட்டி கழிச்சுப் பாரு கணக்கு சரியா வரும் டே எங்கடா இன்னੋਂ அந்த குமார் பையல காணோம் அட அந்த நான் யோசிச்சிட்டு இருக்கேன் நேத்துடே வரமாட்டான் வந்துட்டே மூணு பேரும் சேர்ந்து டீ குடிக்கலாம்னு பார்த்தா இன்ன லேட் பண்ணிகிட்டு இருக்கான் யாராவது எதாவது ஓசில திங்கி குடுக்குறாங்கன்னு తిന്നിட்டு இருக்கானோ என்னமோட சேபா சாமி ده வந்து அந்த போனை உங்க வீட்ல தான் எல்லastype mobile இருக்கேடா அப்புற என்னடா அந்த போனை டேய் விஷயம் தெரியாம பேசிட்டு இருக்காதீங்கடா ஆண்ட்ராய்டு மொபைல்லலாம் இப்ப பெகாசஸ் அப்படிங்கற ஒரு சாஃப்ட்வேர இமேஜ் மூலமாவோ வீடியோ மூலமாவோ அனுப்பி நம்மளோட எல்லா நடவடிக்கையும் கண்காணிக்க முடியும் மாண்டா இப்போ அதுதான் ப நியூஸ்ல சொல்லிட்டு இருந்தாங்க அதனால தான் எதுக்கு நமக்கு ரிஸ்க் அப்படினு மொபைல்லாம் தூக்கி போட்டு இந்த லேன்லைன ஓடே சுத்திட்டு இருக்கேன்டா ஐயோ தஞ்சாவூர்ல ஐயாயிரம் ஏக்கருக்கு சொந்தக்கார வெங்கல கண்டுபிடிக்க முடியாது பேசிட்டு இருக்கோம் நம்ம பேசுறத அவங்க கேட்க போறான் நம்ம பேசறதெல்லாம் <laughs> எனக்கு மட்ட Courtneyல் இந்த lifelong sheet அப்பிராம் இருக்கிறாம்Fit உன்cjonைனையர் பயித்துக்கட்டான் அமன் யார்ற்றabs யோ απிட்டு�에서otte ﷺ âtаньல் ஏத்து நிகந்து கண்டுபிடு unnecessloosequently தே நaal உன fillsட்டான் இன்னுடம் கூச்சியுsho readable பாதலா Конечно Кто मுங்குத் பதாக Canton curv belle பதுற Chicken நா upstairs refresh configuration கடச்சுது நம்ம ஆன்லைன் एग्जाम எந்த லட்சணத்துல எழுதுறونو கண்டுபிடிச்சுடுவாங்கடா டேய் ஆமா இல்ல ஐயோ முன்னையில பிட் அடிச்சத தான் டீச்சர்ட்ட மாட்டிப்போம் இப்போ நெட் ஆன் பண்ணாலே மாட்டிப்போம் போல கேடா டேய் அப்படி எல்லாம் ஒண்ணு நடக்காதுடா அப்படியே நடந்தா எல்லாம் சமாளிக்கலாம்டா டோன்ட் வெரி மீ ஹாப்பி நம்ம இவ்ளோ காசு போட்டு மொபைலை வாங்கியே அந்த மொபைலுக்கு ஓனரா இருكم. அவன் ஒரே ஒரு சாஃப்ட்வேர் அனுப்பி நம்ம மொபைலுக்கு அவன் ஓனரா பாக்கறான் பாருடா. ஆமாடா. அவன் என் போன் ட்ரேஸ் பண்ணானேச்சுக்க மெசேஜ் பாக்ஸ் ஓபன் பண்ணுவான். 50% நெட் காலி. 100% நெட் காலி. இது மொத்தம் தாண்டா يا மெசேஜ் பாக்ஸ்ல இருக்கும். இன்னோட கால் அட்டென்ட் பண்றதா இருந்தாலோ என் அப்பா வாங்குன கடனுக்கு லோன் காரன் தான் பேசுவான். கடன கட்டுங்க கடன கட்டுங்க இது ரெண்டையும் ட்ரேஸ் பண்ணி அவன் என்ன பண்ணப் போறான் ஐயோ ஐயோ டே விஷயம் இருக்கோ இல்லையோ இந்த மாதிரி ஆண்ட்ராய்டு மொபைல் இல்லாம சாதாரணமா நெட் ஆப்ஷனே இல்லாத போன் யூஸ் பண்றதனால நம்ம எல்லாரும் கடைசி வரைக்கும் நல்லதுன்னு நினைக்கிறேன் ஆ அம்மாடா சரி வாங்கடா போய் டீய குடி போ